வணக்கம் வியா வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்துங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு யூனிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இது எல்லாமே ஹேண்ட்லூமேடுங்க பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கமிங் வித் சில்க் மார்க் சர்ட்டிஃபைட் வார்பன் ஃபிஃப்ட் ரெண்டு போஷன்லேயுமே பியூர் சில்க் வச்சு மேக் பண்ணுறதுனால ஒவ்வொரு சாரீ கூடையும் கண்டிப்பாக சில்க் மார்க் லேபிள் அட்டேச் பண்ணி தருங்க ஃபர்ஸ்ட் சாரியுடைய கோட் ஒன் ஜீரோ உடைய நம்பர் டென்னுங்க ஃபுல் சாரி ஒரே கலர் காஃபி ப்ரவுன் பிளவுஸ்லயுமே உங்களுக்கு சரியில லைன்ஸ் வந்துருக்கு இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் செக்குடல ஜரி வச்சு மேக் பண்ணிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பாடி போர்ஷன்ல ஃபுல்லாமே புட்டா வந்துருதுங்க பாடி போர்ஷன்லயும் பல்லுலயும் இருக்கிற புட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ஜரியில மேக் பண்ணிருக்குங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் ஏடுங்க பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் வித் சில்க் மார்க் இந்த சாரீஸ் உடைய லெந்த் பார்த்துட்டீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும் இன்க்ளூடிங் பிளவுஸுங்க வித்வ் தி சாரி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அபவ் வரும் வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வருங்க சேரீ கோட் லெவன் சிமெண்ட் க்ரே ஷேடுங்க ஃபுல் சேரீ ஒரே கலர் பாடி போர்ஷன் பல்லுவன் ப்ளவுஸ் எல்லாமே ஒரே கலருங்க ஈவன் ப்ளவுஸ்லையுமே ஜரியில் lines வந்துடுதுங்க இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சாரீஸ் உடைய பிரைஸ் செக்மெண்ட் செவன் தௌசண்ட் ருபீஸ் ஓன்லி செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா வருதுங்க cash ஆன் delivery option available இருக்கு international shipment கூட அவைலபிள் இருக்குதுங்க நெக்ஸ்ட் சாரீ Green Color ங்கே, Dark Green, Sari Udayak Code, Krullுங்கே அல்லும் Blouseல வந்திருக்கு குடியே அந்த Work வந்து பாத்துவிட்டீங்க நான் Full Full Silver Tested Zari Work மற்த படிக்கி, Checkedுக்கு, Use பண்ணிருக்குக்கு Golden Tested Zari Workுங்கே Blouseலைமே, Golden Tested Zari Work வந்திருதுங்கே இந்த In Sari Zapport Varikum, Zari Tested Zari Half Fine Zari புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் உடைய கோடை எங்களுக்கு WhatsApp பண்ணி Book பண்ணுங்கன்னு சொல்லுங்க நீங்கள் WhatsApp பண்ண வேண்டிய நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ இந்த டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஆல்ரெடி கொடுத்துருக்கோங்க நெக்ஸ்ட் சாரீ தேர்ட்டீன் பிங்கிஷ் orange ஃபுல் சேரீ ஒரே கலர் டுவேல் டோனுங்க பிங்க் அண்ட் ஆரெஞ்ச் மிக்ஸ்டு டோன் இது எல்லாம் ஹேண்ட்லூம் மேட் அப்படிங்கிறனால யூனிக் பீஸஸ் மட்டுமே அவைலபிள் உதாரணத்துக்கு இந்த கலர் இந்த பேட்டர்னில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஆன்டைமில் வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணு பண்ணிக்கோங்க ஒன் sold out அப்படின்னா சேம் சேரீ அகெயின் கிடைக்காதுங்க நெக்ஸ்ட் சேரீ 14 இங்க் ப்ளூ ஷேடில் வருதுங்க ஒரே பேட்டர்னில் தான் சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் ப்ரீ பேமெண்ட் மோட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் எங்களுக்கு பே பண்ணலாம் Cash ஆன் டெலிவரி மோட் பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வருங்க அந்த டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணணுங்க சாரீ நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது செவன் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ணிக்கணும் கேஷ் Delivery Mode மோடில் புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படினா ஒரு சாரி மட்டுமே புக் பண்ணிக்க முடியும் ஒரு வேலை இல்லாத சேரீ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டசல்ஸ் கேட்க ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நம்ம டசல்ஸ் போட்டே வச்சு தரோம் நெக்ஸ்ட் சாரீ ஒன் ஃபைவ் ஃபிஃப்டீனுங்க ரெட் கலர் ஃபுல் சாரி ஒரே கலர் ரெட் கலருங்க இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட் shipment வரைக்கும் ஷிப்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறோங்க பேஸ்ட் ஆன் த கண்ட்ரி பேக்கேஜோட வெயிட்டை பொறுத்து ஷிப்மெண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறோம் அதை தவிர ஒரு சில கண்ட்ரீஸில் customs duty tax கேட்குறாங்க அப்படினா அது நீங்க கொடுத்து வாங்கிக்கணுங்க நெக்ஸ்ட் சாரி சிக்ஸ்டீன் இது அனதர் பேட்டர்ன் இந்த பேட்டனோடைய ப்ரைஸும் செவன் தௌசண்ட் ருபீஸ் ஒன்றில்லைங்க பல்லுவில் ஃபுல் full golden கோல்டன் டெஸ்ட் work ஒர்க் இருக்கு பாடிலையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு golden silver ஜரியில் மோட்டிவ்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் ரோஸில் வர மாதிரி மேக் பண்ணியிருக்குங்க அதை தவிர ஹரிசான்லாக வர லைன்ஸ் வந்து ஜரில மேக் பண்ணியிருக்குங்க கோல்டன் டெஸ்ட் ஜரி ஒர்க் பல்லுலேயுமே உங்களுக்கு பல்லுவன் ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே அந்த செக்குடு பேட்டன் வந்துடுதுங்க இன்னர் லேயருக்கு மட்டும் அந்த மோட்டிவ்ஸ் இருக்காதுங்க உங்களுக்கு வந்துரும் saree saree 17 இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த மற்றபடிக்குவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு ப்ரீ பேமெண்ட் மோட்ஸ் நிறைய மோட்ஸ் தரும் ஈவன் இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட் கூட அவைலபிள் இருக்குங்க சாரி ஏதாவது டேமேஜாக வந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணுங்கள் அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணிட்டு டேமேஜஸ் ஏதாவது தெரியுற பட்சத்தில் கஸ்டமர் கேர் நம்பருக்கு அது அனுப்பிச்சி கொடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கஸ்டமர் கேர் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் சாரி எயிட்டீன் டார்க் க்ரீன் கலருங்க எல்லாமே பார்டர்லஸ் ஸேரீ சிங்கிள் கலர் சேரீ தான் பார்த்துட்ருக்கோம் நிறையா பேர் செக்குடு Patternல கேட்டனாலேயே இந்த மாதிரி செக்குடில் நியூவாக ஒரு பேட்டர்ன்ஸ் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் டார்க் க்ரீன் ஷேடுங்க இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற எந்த சேரீக்குமே டசல்ஸ் இல்லை ப்ரீபேமெண்ட் மோட்ஸில் புக் பண்ணுறவங்க டசல்ஸ் வேணும்னா அட்ரஸ் சென்ட் பண்ணும்போது டசல்ஸ் வேணுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக டசல்ஸ் போட்டு வச்சு தருவோம் நெக்ஸ்ட் சாரீ இந்த வீடியோவில் பார்க்குற லாஸ்ட் சேரீங்க சாரீ கோட் நைன்டீன் பிளாக் கலர் பர்ச்சேஸ் பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ட்ராக்கிங் ரிலேடாக எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம் கஸ்டமர் கேர் நம்பர் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோங்க டென் டூ சிக்ஸ் வரைக்கும் மார்னிங் 10 டூ ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் கால்ஸ் பிக் பண்ணுறதுக்கு அவைலபிள் இருக்காங்க சாரீ கோட் நைன்டீன் செவன் தௌசண்ட் அப்படிங்கிற ப்ரைஸ் இந்த வீடியோவில் சாரீஸ் பார்த்தோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் இந்த மாதிரி Mark Label லேபிள் அட்டேச் பண்ணித்தரும் ஏன்னா இது எல்லாமே பியூர் சில்க்குங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்